தமிழா தலைமகன் நீ அறிவா தமிழா தலைமகன் நீ அறிவா நீரோடும் மொழியோடும் பிறந்த உலகின் மூத்தவன் நீ உறவின் முதல்வன் நீ அலைமகன்னியே அறிவீரம் செறிந்தோ காதல் புரிந்தோ பின்னை மிஞ்சும் குரலை உரைத்தோ இடமா பரும் கேலி சூடுரைத்து நின்றார் ஒருவன் புதல் தமிழன் தமிழி முதன்மையடா தமிழீ புதன்மனடா தமிழை வாழவை போ தமிழரையே ஆழவை போ நாம் naam tabida naam tabida naam tabida